என்னடா கோட்ஸுக்கு போனேன் கேள்விப்பட்டேன் ஓமடா ஓமடா என்ன மாதிரி முடிஞ்சது நம்மளே சிக்க வைக்கிறதாவது ஏன்டா என்ன நடந்தது ஓ உள்ளத சொன்ன நீதிபதி உள்ளதா போக சொல்லி போட்டேன் அப்படி என்னத்தை நான் ஸ்பீட்டா போன்தான் அந்த புலஸ்காரம் கேஸ் போட்டவன் ஓ அது தெரியும் கோட்ஸ்ல வச்சு நீதிபதி கேட்ட நீ அளவுக்கு முன்னத்துல போனே உண்டு ம் ம் அதுக்கு முதல்ல நான் நீதிபதிய சொன்னேன் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லணும் சார் அன்ட்டு போன தீபாவளிக்கு எந்த மனுஷி தன்னுடைய அம்மாண்ட வீட்டுக்கு போனவா அவாவை கூட்டிகிட்டு வரத்தான் நான் கார் எடுத்துட்டு போனான்னு சொன்னே நான் அப்போ குற்றத்தை ஒப்புக்கொண்டுட்டு அங்கே தான் இருக்கு விஷயம் நான் நீதிபதியும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன் என்ன நீதிபதியை கேள்வி கேட்டியா அப்படி என்ன தக்டனி அம்மா வீட்ட போன மனசிய கூட்டிட்டு வர்றதுக்கு எந்த புருஷனாவது ஸ்வீட்டா போவானாண்டு